இருக்க நீங்கள் கண் கோழிந்தீர் இந்நாளில் என் உயிரி என்ன பிடித்தாழகாலீர் இந்நாளில் என் உயிரி என்ன பிடித்தாளனு காலீ அவதரவி உங்களுக்கு அவ்வாவு என்னாலும் ஆதரவு உங்களுக்கு வர்வா நீவ தீ வொட்சி அழுகாதீர் என்னை வெள்ளலாட்சி அழுகாதீர் என் துண்டே எத்திமான் நீரின் தோடு என் நீரல் துண்டே எத்திமான் நீரின் தோடு பன்னீரும் கண்ணீரும் பதறீ பன்னீரும் கண்ணீரும் பதறி நொந்து அழுகாதீர் உங்கள் அழுகையினால் அங்கே ஆலாபடைவேன் உங்கள் அழுகையினால் அங்கே எங்கினக்கு மேற்றங்கள் கேளுங்கான் அழுகாதீர் அங்கினக்கு ஏற்றங்கள் கேளுங்கானும் அழுகாதீர் உங்கள் போல துக்கம் வாழி எங்கும் நீருக்கு இருப்போ உங்கள் போல துக்கம் வாழி எங்கும் நீருக்கு இருப்போ எங்களை வீர்களோ என் முன்னே அழுகாதீ எங்காலை வீர்களோ என் முன்னே அழுகாதீ இங்கிருக்கும் போதே என் முகத்தை நீர் பார்த்திடுங்கள் இங்கிருக்கும் போதே என் முகத்தை பார்த்திருங்கள் இங்க விட்டு போன பிந்து ஏக்கம் கொண்டு அழுகாரி இங்கு விட்டு போன பிந்து ஏக்கம் கொண்டு அழுகாரி தேழை மேகிதம் மாச்சி வீணாக நேரம் மாச்சி ஏழை மேகிதம் வீணாக நேரம் மாற்றி ஏழையை குழு பாட்டி எடுங்கள் தழு காதி கூழி பாட்டி எடுங்கள் நும் தழு காதி அருமை பெரியோர்களே தாய்மார்களே அழுத்து மையத்து தன் பந்துக்களுக்கு சொல்லுவது என் சொந்த பந்துக்களே வந்தீர்கள் பந்துகளே ஏனழுக வந்தீர்கள் என்ஜாவு கழுகாரி கூட்டமுட்டமுடனே குழாவிற்று உங்களையான் கூட்டமுட்டமுடனே குலாவிருந்து உங்களையான் நோட்டமிடும் தனியானேன் நொந்து மனம் மழுகாதீன் நோட்டமிடும் தனியானேன் நொந்து மனம் மழுகாதீன் இன்னமும் உங்களோடு இருக்கனக்கு ஆதைகள்தான் இன்னமும் உங்களோடு இருக்கனக்கு ஆதைகள்தான் என்ன சிவேஞ்ச மதுதல் என்னை பிடித்தால் என்ன செய்வேன் எமது என்னை பிடித்தார் அழுகாதீர் வணங்காமல் இழந்தேன் வயதை எந்தன் பின் நாளை வணங்காமல் இழந்தேன் வயதைந்தன் பின் நாளை சுணங்காமல் எழுங்கள் என்னை சுங்காமல் எங்க என்னை அழுகாதி எப்போதும் பாவி என் போதும் இல்லையேதான் எப்போதும் இல்லையேதான் என்ன கூடும் என்னால் என் ஜாவுக்கு அழுகாரி என்ன கூடும் என்னால் என் �ennis �berries � les ਹ ཚེད ཡ� ན� ར བ ར བ ར བ ར ར བ བ ར བ ར ད བ ག ར མ ར མ ར བ ར ར ཟར བ ར ཏ ར ར ར ར བ ན ར བ ར ཕ ར བ ར སར ར ར நான் பிறந்த நான் வளர்ந்தி நான்கம் வாழ்க்கையெல்லாம் நான் பிறந்த நான் வளர்ந்தி நான்காண்டம் வாழ்க்கையெல்லாம் நான்கண்ட சொற்பனமாய் நான் அறியாலி நான்கண்ட சொற்பனமாய் நான் அழிரீன் அழுகாலி ஆறாரி அணக உர வாடியும்னக உர வாடிய ஆறுணையில் கழுக வந்தீர்கள் ஆறுணையலாமல்ழகாதீ இ நீங்கள் எல்லாம் எனக்குதவும் பந்துக்க தான் இங்க நீங்கள் எல்லாம் எனக்குதவும் பந்துக்க தான் அங்கு நீங்கள் யாரோ அரிய அழகாதீர் அங்கு நீங்கள் யாரோ அரியனே அழகாதீர் தொற்றிருந்தபடியார் தூந்தழுக வந்தீர்களான் சொந்த படியால் சூழ்ந்தழுக வந்தீர்கள் செத்தை இழந்து சொத்தை சுற்றி நின்று அழுகாரி செட்டே நீ இழந்து சொத்தை நின்று அழுகாரி எங்கெங்கோ ஏழைகளும் இங்கு வந்து அழுகிறீர்கள் எங்கெங்கோ ஏழைகளும் இங்கு வந்து அழகீர்கள் எோரே என்ன என் அழுகாதி எங்குள்ளோர் என்று சொன்ன ஏன் அழுக எனக்காக அழுவதினால் ஏதுமக்கு நன்மைகள் மான் எனக்காக அழுவதினால் ஏதுமக்கு நன்மைகான் உமக்கான சாவை உணர்ந்தழுகும் மறக்காதீ உனக்குள்ள சாவை உழந்தழுகும் அழுகாதீ இனி வேளை எனக்கு இருக்க ஏதாதுகான் இனி வேளை ஆச்சி எனக்கு இருக்க ஏதாதுகான் என தூக்கி குழு பாட்டி எடுத்திடுங்கள் என தூக்கி குழு பாட்டி எடுக்குழுக்கி அழுகாதீ என் பாவம் எல்லாம் இரையோன் பாரு திறனோ என் பாவம் எல்லாம் இரையோன் போரு திடக்கான் தாசை வைத்து உகந்து கேழும் அழுகாரி ஒத்தாசை வைத்து உகந்து கேழும் அழுகாரீன் என் பாடு போலே இருக்குதுங்கள் உங்கள் பாடுகள் பாடு போலே இருக்கு உங்கள் பாடுகள்தான் என்னும் இந்நாளையிருங்கள் அழுகாதீர் என்மை பெரியோர்களே தாய்மார்களே இவ்விதமாக மையத்து சொந்த சொல்லி அடுத்து மையத்து குழுப்பாட்டும் போது மையத்து சொல்வது மையத்த மக்கள் மனசால் அழுகையில் மையத் தடுத்து மக்கள் மனுஷால் அழுகையில் மற்றும் ஜனங்கள் சூழ்நின் அழுகையில் அந்த வேலை மையத்தழுது சொல்லுதே எந்த நுடலும் நொந்த மீன்பொலாற்றுதே எந்த நுடலும் நொந்த மீன்பொலாற்றுதே உடல மெதுவச்சை அழுத்தாதீர்களே உடலும் என்ற உடலில் நீரை வாராதீர்களே கொதிக்க உடலில் நீரை வாரா தீர்களே, கொதறி சதைகள் கீரி உடல் போலாச்சுதே அரைக்க போதால் அரைப்பற்றேயாதீர்களே அடைத்து துருக்கி செறி நொறி போல் ஆச்சுதே அரைக்கு செரிக்கி நொறுக்கின் உடல் போல் ஆச்சுதே எலும்பு சுளிக்கு ஏந்தன் எந்த உடலிலே எலும்பு துடிக்கி ஏவதன் உடலிலே எடைகள் பெருத்த யானைகள் போலாச்சுதே ீர்களே மிகுதை மிகுதி நெறிப்பில் வெந்த உடல் போலாற்று முரட்டும் பெரட்டும் இழுப்பும் தைப்பும் பல்லில்லா மிரட்டும் பெட்டை எழுப்பும் தேய்பும் மிரட்டும் பெட்டை எழுப்பும் தேய்ப்பும் மடக்கு சுருட்டி விடிகள் போலான் மடக்கு சுருட்டி விடிகள் போல் தப்பி எழுத்த கண்டி முட போல் கவனை மிகுத இருக்கிக் கட்டாதீர்களே கருக்கின் உடலை வேக வைப்போல் ஆச்சிதே கருக்கு வேக வைத்த உடல் போல் ஆச்சிதே சொந்தமல்ல எனக்கும் ஆத்திரம் இந்த ஆள் சொந்தம் அல்ல எனக்கும் சந்திக்கும் தான் உங்களையும் கட்டாயம் தான் சந்திக்கும் தான் உங்களையும் கட்டாயம் தான் அருமை பெரியோர்களே தாய்மார்களே இதுபோல் மையத்தை குழுப்பாற்றக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றது அடுத்து கபனிடும் போது என்ன சொல்லுகின்றதையானால் மையத்திற்கு கபனை உடுத்தும் போதது மெத்தனும் கவனையுத்தும் போதது மெத்தனொன்று சொல்லும் மனங்கள் பகுதி சேதமையன் மக்களே மனுஷார்களே சேதமையன் மக்களே மனுஷார்களே செய்தி சிலபி சொல்கிறேன் செய்தி சிலபி சொல்கிறேன் நண்பரே என்னை நாரோடு பேசவில்லை இருவருகேன் என்று சேரலாச்சிதே இருவருகேன் என்று சேரலாச்சே மக்களாசி மற்றே மக்களாசி மற்றே மெத்தறிந்துடாமல் ஆச்சிரே செட்டிடாமல்லை என்ன வேலை சீரன் இல்லையே இன்னை இந்த வேலை சீரேன் இல்லையே இன்னும் இருக்க வயதிராமல் ஆசிரே இந்த வயதில் சாவு ஏதன்றிருந்தேனே வயதில் தாவு ஏதென்றிருந்தேன் இந்த கதனை இப்போ உடைய ஆற்றுதே இந்த கதனை இப்போ உடைய மாற்றுதே எனக்கும் பெரிய மூத்தவர்கள் இருக்கவே எனக்கும் பெரிய மூத்தவர்கள் இருக்கவே எனக்கும் மவுத்து வந்து பயணம் ஆற்றுதே நல்ல அமல்கள் ஏதும் செய்தேன் இல்லையே நல்ல அமல்கள் ஏதும் செய்தேன் இல்லையே நாச மோசம் என்றலையில் ஆச்சிதே நாச மோசம் என்றலையில் ஆச்சிதே ஆசி துணியா அவலங்கள் இல்லையே ீர்க்கி வராமல் ஆச்சிதே இன்று என்னை போல ஏழை இல்லையே இன்று என்ன போல ஏழை இல்லையே இன்றையோடு தேரும் அறையலாச்சிதே இன்றையோடு தேரும் அறையலாச்சிதே காலம் சத்தை சேர்த்தனே காலமெல்லாம் கைரகை ராத்து செய்யாமல் இருந்தனே கைரகை ராத்து செய்யாமல் இருந்தனே பொருள் சொத்தை விட்டு உங்கள் பேரிலே பரிக்கை குழுத்தில் பாரிவாலி ராசிதே வரிக்கு கொடுத்தி ஆதி பெருமை அருமை உள்ள எந்த மக்களே பிரிந்து போக வேலை வந்து மாற்றிதே இந்த வேலை பாருந்தன் சூரசே இந்த வேலை பாறும் எந்த சூரசே இந்த நேரம் அறிவி ராமர் ஆச்சிரே இந்த நேரம் இனி வராமல் ஆசிதே அழுக வேண்டாம் மக்களே கண்மணிகளே அழுக வேண்டாம் கண் அழுக வேண்டாம் மக்கள கண்மணிகளே அருமை அறியா தாப்பும் வழியும் ஆச்சிதே என்னை அடக்கி சபரி செய்ங்கள் மக்களே என்ன மண்ணில் மறைக்க வேளை ஆச்சிதே தாய் தந்தை மற்றும் உள்ள நேசரே தாவி எடுக்க என்னை வேடையாச்சுதே தாவி எடுக்க என்னை வேடையாச்சுதே இந்த உலகம் மிரட்டி வழிகேட்டாக்குமே இந்த உலகம் மிரட்டி வழிகேடாக்குமே இசத்தெல்லாம் போய்க்கின் அரக சாய்க்குமே யுத்தத்தை எல்லாம் போய்க்கு நரகில் தாய்க்கு மேரு துணியா பெருந்து வணக்கம் செய்யுமே பெருது துணியா பெருந்து வணக்கம் செய்யுமே பிரிபி தீல் படி நடந்து வையுமே பிரிபி தீல் படி நடந்து வையுமே அருமை பெரியோர்களே தாய்மார்களே இதுபோன்று மையத்து சொல்லி அடுத்து கவனை கட்டின பின் ஒரு மலக்கு வந்து மையத்துக்கு சொல்கிறது உடுத்து கவனை உடுத்து கவனை மையத்தில் தீ தீர்ந்தபின் அடுத்து மலக்கு சொல்வதை நீ தூர்ந்துகேள் அடுத்து மலக்கு சொல்வதை நீ தூண்டுகேள் இந்த உலகில் வாழ்வு சதம் என்றிருந்தியே இந்த உலகில் வாழ்வு சதம் என்றிருந்தியே இந்த லோகம் விட்டு கதறி துக்கம் பெற்று கதனோடுங்கிய மெத்த துக்கம் பெற்று கதனோட ஒழுங்கிய வயதை செலவு செய்தி செ வயதை எனில் செலவு செய்து செத்தனி வயதை வளர்க்க வேலை நீ செய்த நீ வயதை வளர்க்க வேலை நித்தம் செய்தனீ மோசம் செய்து கதனிலான நீ என்ன மோசம் செய்து கதனிலான நீ என்ன மோசம் செய்து பயணமான நீந்தி கேள்வி தொழுதியா எந்த மே முந்தி கேள்வி தொழுவிமே மற்றதெல்லாம் பிந்தி கேள்வியாகுமே மற்றதெல்லாம் நின்ி கேடியுமே தொழுதியாணி ரோம்பு ரமலான் வைத்தியா தொழுதியா நீ வைத்தியா தொழிலும் பற்றி வெற்றி நீங்கி பிழைத்தியா தொழிலும் பற்றி வெற்றி நீங்கி பிழைத்தியா புரணி கோளை விட்டு நீங்கு பிரிந்தியாம் புரணி கோளை விட்டு நீங்கு பிரிந்தியாம் பிறரை மோக பேசிடாமல் இந்தியாம் பிறவை மோக பேசிடாமல் ஏதும் தேடி வைத்து சத்தியாம் நன்னை ஏதும் தேடி வைத்து சத்தியா நல்ல வழியில் இருந்து காலம் தலித்தியே இல்மு பெற்றோர் இடத்தில் இருந்து சேந்தியா இல்மோ அணியாயம் விட்டு இந்தியா உள்மு அணியாயம் விட்டு பிரிந்தியாம் நல்ல அமலை செய்திருந்தாள் இன்றைக்கே நல்ல அமலை செய்திருந்தாள் இன்றைக்கே நல்ல வரும் செக்காபிலே நல்ல வரும் செக்கராபிலே இன்று உன்னை போல தோசை இல்லையே இன்று உன்னை போல தோசை இல்லையே இந்துனக்கு வீட தொல்லையே இந்து நரக வீட தொல்லையே நாச மோச இன்று தொட்டகுன்னையே நாசமோச இன்று தொட்டகுன்னையே நன்றி ஏது செய்திடாமல் கெட்டியே நன்றி ஏது செய்தன் கெட்டியே கபரஹசர் கபரஹசர் புன்சிராத்து நடகிறே கஷ்டமடைவ வழிகள் தேடி பற்றியே கஷ்டமடையும் வழிகள் தேடி பற்றியே தகட இந்த ஹாலை கேளுங்கள் தகட இந்த ஹாலை கேளுங்கள் சஞ்சலத்தை வைத்து நன்மை தேடுங்கள் சஞ்சலத்தை வைத்து நன்மை தேடுங்கள் சொல்லி சொல்லி குள்ளியோம் இந்த அருமை பெரியோர்களே தாய்மார்களே இவ்விதமாக மனக்கு கபன் பொதிந்ததுக்கு பின்னால் வந்து சொல்லியதின் பின்பு மையத்தை வீட்டை விட்டு வெளியே புறப்படுகையில் மையத்தை சொல்கிறது வீட்டு வெளியே மையத் தடுக்கும் போதுகான் வீட்டு வெளியே தடுக்கும் போதுகான் வெறுத்து நொந்து சொல்வதை நீர் கேளுங்கான் வெறுத்து நொந்து சேர்வதை நீர் கேளுங்கான் குடும்பத்தாறு மக்களை என் மனிதரே குடும்பத்தாரே மக்களை என் மனிதரே ிச்சல் வந்து நமக்குள் ஆச்சே கொடுமை பிரிச்சல் வந்து வாசிதே வேதம் முறைத்தபடி நட்சம் முறைத்தபடி நட்சே வேதனை கிடங்கொடாமல் ஆச்சிதே வேதனைகள் கிடங்கொடாமல் ஆச்சுதே ஐயோ கையும் காலும் கடுங்கல் ஆச்சுதே ஐயோ கையும் காலும் நடந்தலாச்சிதே ஐயோ ஐயோ பிரிச்சல் ஆட்சி ஐயோ ஐயோ பிரிச்சல் ஆட்சிக்கு நடுங்கள் ராசிதே ஐயோ கையும் காலும் நடுங்க லாசிதே கூட்டுக்கிளியை பூனை பிடிப்பது போலவே கூட்டுக்கிளியை போனை பிடிக்கும் போலவே களைத்து பிடித்து படும் பிரிய ராச்சிதே கருத்துடி போல் கூட்டமுட்டம் இழந்து பிரிந்து போற நே கூட்டமுட்டம் இழந்து பிரிந்து போற நேடியிருக்கையின் வராமல் ஆச்சிதே கூடியிருக்கையினி வராமல் ஆச்சிதே மலப்பு மவுத்து என்னை தேடி பிடித்தே மலப்பு மவுத்து என்னை தேடி பிடித்ததே மறைந்து ஒழிக்க தோதில் தாமல் ஆச்சிதே மறைந்து ஒழிக்க தோதில்லாமல் ஆச்சிதே துக்கமே என் துக்கமே துக்கமே என் துக்கமே என் துக்கமே விட்டு பிரியலாச்சிதே சுக்கமி விட்டு பிரியல் ஆச்சிதே இரவு பகலும் மக்கள் தோஷம் அழுகையில் இரவு பகலும் மக்களோடு இருக்கையில் இனி வராமல் விட்டு பிரியல் ஆச்சிதே விட்டு பிரியலாச்சிதே மக்கள் மனிதரே என் தோழரே என் தன் மக்கள் என் தோழரே இந்த பிரிச்சல் இப்போ வந்து வாசிதே இந்த பிரிச்சல் இப்போ வந்து வாத்திரே இந்த பிரிச்சல் இப்ப ஏதன்றிருந்தரே இந்த பிரிச்சல் இப்ப ஏதன்றிருந்தனே வேலை பிரிந்து போகலாச்சே இந்த வேலை பிரிந்து போகலாச்சே அழுகையை என் அழுகையை என் அழுகையே அழுகையை என் அழுது மழுதும் பிரிவதேதனால் அழுது அழுதும் பிரிவைதனால் என்ன செய்வோம் என்ன செய்வோம் மனிதரை என்னே செரே என்னை நீங்கள் சந்தி தாத்திரே என்னை நீங்கள் சந்திப்பேதன் தாத்திரே சபறு செய்யுங்கள் அஸ்வலாமு ஆலைக்கும் சபரு செய்யுங்கள் அஸ்வலாமு ஆலைக்கும் கல்வி எழுங்கள் வேலை மாற்றே தள்ளி எடுங்கள் வேலை மிகுத மாற்றிதே சல்லி மின் ரப்பனா செய்யது சாதாத்து வேலில்